அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹியில் கலைச்செல்வி பேசுகிறேங்க ஏனைக்கு நம்ம பார்க்க போகிறது சனிப்பயிற்சிக்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மீனராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி அன்று திருக்கணிதப்படி மகர வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்ப வீட்டுக்கு வராரு அதாவது மீனராசிக்கு வந்து பனிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடன்றது விரயஸ்தானம் ஐன சைன போகன்னு சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம் வந்து மீனராசிக்கு ஆரம்பிச்சிருச்சு பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் தன் வீட்டில் வந்து சனி பகவான் ஆட்சி பெறுறார் அப்படின்னா தேவையில்லாத நிறைய விரயங்கள் ஏற்படும் அது சுப விரயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அதாவது குழந்தைக்கு காது குத்துறது மொட்டை அடிக்கிறது வீட்டில் விசேஷம் வைக்கிறது வீடு கட்டுறது இடம் வாங்கிறது திருமணம் பண்ணுறது இந்த மாதிரி வந்து வீட்டு விசேஷங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது சுப செலவுகளாக மாறிடும் அப்படி இல்லை அந்த டைமில் இந்த டைமில் வந்து எதுவுமே சுப செலவுகள் வந்து வீட்டில் பண்ணுற மாதிரி இல்லை அந்த அமைப்பு அப்படின்னா இல்லாதவங்களுக்கு ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து அன்னதானம் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அது பண்ண பண்ண உங்களுக்கு இந்த விரய செலவு வந்து உங்களுக்கு குறையும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நைட்டெல்லாம் தூக்கம் வராது சரியா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க நைட்டு சரியா சாப்பிட முடியாது சரியாக தூங்க முடியாது அதாவது உங்கள் திங்கிங் எல்லாமே வந்து அடுத்தது எப்படி பண்ணணும் என்ன பிளான் பண்ணணும் பிஸ்னஸில் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த திங்கிங் வந்து அவங்களுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க பிஸ்னஸ்ஸை பற்றி யோசிச்சுட்ருப்பீங்க உங்கள் ஜாபை பற்றி யோசிப்பீங்க கண்டிப்பாக வந்து ஜாபில் நல்ல ஒரு பொஷிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல இப்போ வந்து வந்திருக்கார் சனி பகவான் ஏழரை சனி ஸ்டார்ட்டு மீனராசிக்கு இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து சலவு பண்ணுங்க அந்த செலவுகளை குறைக்கிறதுக்கு தான் இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு செய்யுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அடுத்து அந்த பன்னெண்டாம் இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூன்றாம் இடத்தை பார்க்குது மூன்றாம் இடத்துல இரண்டாம் இடத்த மூன்றாம் பார்வையை பார்க்குறாரு மீனராசி மீனராசிக்கு வந்து இரண்டாம் இடம் இரண்டாம் இடன்றது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து சனி பகவான் டேரெக்டாக பார்க்குறாரு அப்போ குடும்ப குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் வரும் சலசலப்புகள் ஏற்படும் மீனராசி குடும்பத்தில் தான் நான் சொல்கிறேன் வீட்டில் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் தலை தூக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தனஸ்தானம் நல்லாயிருக்கு வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு குரு பகவான் அந்த வீட்டுக்கு வரப்போகிறார் உங்களுக்கு தன் வீட்டுக்கு உண்டான அதிபதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அன்று வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சியை மேஷ வீட்டுக்கே வருவார் அப்போ தனஸ்தானம் வலுத்துறோம் ஆனால் அந்த தனஸ்தானத்தை வந்து கரெக்டாக வந்து சனி பகவான் பார்த்துருவார் தன் ராசிநாதனை வந்து சனி பகவான் பார்க்குறாரு அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்குவார் ஆனால் தேவையில்லாத விரயங்கள் பிரச்சனைகள் சண்டை சற்றுவுகள் வீட்டில் குழப்பங்கள் எல்லா விஷயங்களும் வரும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு செய்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் நல்லா செய்வீங்க பிரமாதமாக பண்ணுவீங்க மீன ராசிக்காரங்க கெட்டிக்காரங்க வேறு நல்லா பிரில்லியண்ட்டு ஓப்பன் டாக் தான் இருக்கும் எதுவும் மறைச்சி வச்சு ஒழிச்சு பேச தெரியாது எதனால ஓப்பனாக பேசி தான் உங்களுக்கு பழக்கம் இருந்தாலும் இந்த டைமில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க எதிரிகள் தள தூக்கக்கூடிய நேரம் காலகட்டம்னு சொல்லலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க எல்லா விஷயத்துலையுமே அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு மீனை வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம்ன்றது ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் நான் சொன்னேன் இல்லைங்களா எதிரிய்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ட்டு கட்டாயம் வந்து எதிரிகள் உருவாகுவாங்க அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஹெல்த் வந்து கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கணும் உடல் ஆரோக்கியம் கெடும் ஆனால் அது வந்து க வந்து நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் காட்டிடுங்க எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி ஆரம்பத்திலே காட்டுறது நல்லது அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடைச்சிட்டு வரக்கூடிய டைமாக தான் இருக்கும் ஆனால் கடன் பிரச்சனையும் சரி எதிரிகளால் பிரச்சனையும் சரி அதிகரிக்கும் ஆனால் அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவோம் இது ரெண்டரை வருஷம் வந்து நீடிக்கும் இந்த விஷயம் ஆறாம் இடத்தை பா ஆறாம் இடத்த பார்க்கறதுனால இரண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க குடும்பத்திலே சில பிரச்சனைகள் வரும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் இஷ்ட வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு அதுதான் பரிகாரம் அடுத்து ஒன்போதாம் இடம் தந்தைஸ்தானம் ஒம்பதாம் இட பாக்யஸ்தானம் அனைத்து விதமான பாகியங்களும் செல்வங்களும் சேரும் அந்த இடத்த வந்து சனி பகவான் பார்க்கறதுனால கட்டாயம் வந்து உங்களுக்கு இன்கம் வந்து நல்லா வந்துட்டு தான் இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி ஜாப்க்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதும் சரி ஜாப் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டாயம் வந்து அடுத்தடுத்த லெவல் நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க பாகியஸ்தானம் வலுத்துருக்கு பாகியஸ்தானத்தை குரு அதாவது குரு பகவானில் சனி பகவான் டைரெக்டாக கூட அப்போ தந்தைக்கும் உங்களுக்கு சில வாக்குவாதங்கள் நடக்கும் மன கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் நேரிடும் உங்களுக்கும் தந்தைக்கும் வந்து உறவுகள் சுமூகமாக இருக்காது பிரச்சினைக்குள்ளாகும் அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதிகம் பேசவேன்னா விலகி நிற்கிறது நல்லது மீனராசிக்காரங்க கொஞ்சம் தள்ளி விலகி நிற்கிறது நல்ல விஷயம் அதிகம் யார்கிட்டையும் பேச கொஞ்சம் அமைதியாக இருந்து எல்லா விஷயத்தையும் சால்வ் அவுட் நல்ல விஷயம் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கக்கூடிய காலகட்டம் தான் இது டைம்ஸ் இல்லாதனால நிறைய விரயங்கள் ஏற்படும் அதாவது தன் உடலுக்கே நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி ஒரு காலகட்டம் தான் இது அதனால் சுப செலவுகளாக பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால் சுப செலவுகள் இருந்தால் கண்டிப்பாக அதை பண்ணிவிடுங்க இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு வந்து விரயஸ்தானம் வந்து உங்களுக்கு வலுவூர் வலு இழந்துடும் அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரிப்பீட்டடாக சொல்லிட்டுருக்கேன் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் அது அம்மாவாசை பௌர்ணமிக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இஷ்டதெய்வ வழிபாடு வீட்டிலேயே விளக்கேற்றி வச்சு ஊதுபத்தி காட்டி சாமியை வந்து கும்பிட்டுக்கோங்க இதே போதுமானது உங்களுக்கு உண்டான பரிகாரம் இது தான் மீனராசிக்கு உண்டான பரிகாரம் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை தைரியமாக இருங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு அமோகமாக இருக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் விரயஸ்தானம் வலுத்துருக்கறதுனால நிறையா வந்து முதலீடு செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அதாவது தொழிலுக்கு நிறையா விஷயங்கள் நீங்கள் ப மாதிரி இருக்கும் அதே மாதிரி பணத்தை வந்து செலவு பண்ணி நீங்கள் அந்த பிஸ்னஸை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையவே இருக்குது ஜாபில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக வந்து ஜாப் ப்ரொமோஷன் கிடைக்கும் அடுத்தடுத்த லெவல் வருவீங்க சாதிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது படிக்கிற குழந்தைங்க வந்து படிப்பாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக படிப்பாங்க நல்ல ஒரு ரேங்க் ஹோல்டராக வருவாங்க அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுங்கள் அகலக்கால் வைக்க வேணாம் தொழில் மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் சில விஷயங்கள் வந்து இடம் மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் கொஞ்சம் ஆல்டர்னேட்டாக நம்ம எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆரம்பிப்பீங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணி முடிப்பீங்க ஏன்னா மீனராசிக்காரங்க எப்பவும் கெட்டிக்காரங்க தான் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுவீங்க அது குருவோட ஆதிக்கத்துடையவங்க நீங்கள் குரு பகவான் வீடு வேற மீன வீடு நல்ல அறிவாற்றல் அறிவு சிந்தனை மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது இது எல்லா குணமும் வந்து உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்குது அதே மாதிரி காமெடி பண்ணுறது இது எல்லா விஷயமும் இயற்கையாக உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறது அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த முறை வந்து எதிரின் கிட்டே ஜாக்கிரதையாக இருங்க எங்கேருந்து எப்படி உருவாகுவாங்க அப்படின்னு தெரியாது ஆனால் டக்குன்னு நீங்கள் பார்க்கும்போது கணிச்சிருவீங்க நீங்கள் பார்க்கும்போதே ஆளை கணிக்கக்கூடிய ஆள் தான் நீங்கள் அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இந்த ரெண்டரை வருஷம் ட்ராவல் பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு உக்ரதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜிவேன் எனர்ஜி ஹீலிங் தெரிப்ப கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்